நீங்களுக்கு அதுக்கு டைம் அந்த பண்டில் எல்லாமே வர போது இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு எமௌண்ட் ஃப்ரீயா கொடுக்குறதுன்னு சொல்லியிருந்தாங்க லாக் இன்ட்ஸ் தான் ஒரு டார்கெட் கம்ப்ளீட் பண்ணாதான் கிடைக்கும் இதை பத்தி இன்னைக்கு தான் வந்து ட்ரெயிலர் கொடுத்து சொல்லிருக்காங்க ஆல் கொடுத்து வச்சு அப்பதான் அப்படி நான் உங்களுக்கு <tallam> so game கிளின ஃபர்ஸ்ட் ஆபக்க பிரேப் அப்படினு சொல்றீங்கனா நமக்கு போயட ஈவென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்டில் லிஸ்ட்ரே அப்படினு சொல்லிட்டு ஒரு ஈவென்ட் இருக்கு இந்த ஈவென்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 டேஸ் இருக்கு ஓபன் ஆகிறதுக்கு பட் இப்போவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓபன் பண்ணி காமிக்கப் போறோம் இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு எமோட் லாகின் reward ஸா ஃப்ரீயா கொடுக்குறாங்க சோ இந்த பேஜ்ல சைடுல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு டார்கெட்ட கம்ப்ளீட் பண்ண சொல்லு இருக்காங்க சோ அதாவது எத்தனை சைபர் போட்டுருக்கானுங்கதெல்லாம் இது எதுவும் தெரியல பதினஞ்சு கோடியா ஸோ சம்திங் நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அதை கம்ப்ளீட் பண்ணாதான் இந்த சைடில் இருக்க லாக்இன் ரோர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமோட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை எப்படி ப்ரோ கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃப்ரீஃபயர் அஃபீஷியல் பேஜ் அதாவது எல்லா சடரும் கலந்த ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஸ்ட்ரீமாம் சமிங் என்னோட பண்ணுறாங்க அதை டார்கெட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோட் லாகின் வேர்ட்ஸில் கிடைக்குமா இல்லைனா கிடைக்காதாமா என்னடா புதுக்கதாக இருக்குது லாக்இன் வேர்ட்ஸ்னு மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க இந்த டார்கெட் கம்ப்ளீட் ஆயிருமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா மட்டும் கம்ப்ளீட் பண்றது கிடையாது முடிஞ்சிருச்சு அப்டேட் பண்ணிடுவாங்க சான்ஸ் இருக்கு என்ன ரிவார்ட் டேரக்டாப் ஒரு முக்கியமான ஒரு சில பேர் பாயிண்ட் எடுப்படிதான் கேப்பாங்க பெருசாக வரும் வரப்போ கன்ஸ்கின் அப்புறம் சொல்லிருக்காங்க ஒரு குளோபல் ஸ்கின்ஸ் இல்ல இருந்தாலும் வர போகுதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக் சிம்பிள் பண்ணியிருக்காங்க அதனால எப்படி கொடுக்க போறாங்க தெரியும் அப்டேட் கொண்டு வராங்க மேல இருக்கு அதை கல்வி போட்டா குப்பை மாதிரி இருக்குறேன் எது பண்ணா்ட் அந்த புதுசாக வரும் அதே மாதிரி போகும் ஆனா இதுல என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் கேட்டீங்கன்னா பிளே பண்றாங்க ஒரு பேர் தெரிஞ்சு கொண்டு வரேன் மறுபடி நம்ம இது வந்து அதுக்கூடியில் டைமண்ட் ரயில் அப்புறம் ஒரு ஃபேட்ல வந்து அதுக்கப்புறம் ஒரு பண்டில் கொண்டு வந்தாங்க அண்ட் ஒரு முக்கியமான கொண்டு வந்தாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அப்டேட் ஆகும் கொதே இந்த மணிஷ்ட்ட கோலாபரேஷன்ல வந்த ஏதாவது பொருள் நீங்க வெச்சிருக்கீங்களா அப்படிங்கறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க இதுல மெயின் பண்டலே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பண்டல் தான் சோ பாக்க டாப் க்ரைமினல் மார் இருக்கும் ஆனா டாப் க்ரைமினல் கிடையாது இந்த பண்டல் தான் ரிட்டன் வரவே வராதுன்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்து வச்சேன் பட் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் கொண்டு வராங்க கோலாபரேஷனையே ரிட்டன் கொண்டு வராங்க அப்ப இத சொல்றதுக்கு இல்ல சோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் மிஸ்டரி சாப்ல வந்து பாத்தீங்கன்னா மணிஷ்ட்டல வந்த மிஸ்டரி சாப் பண்டல் இதுதான் சோ இந்த டைம் மிஸ்டரி சாப் மணிஷ்ட்டல வருமா ப்ரோ அப்படினு சொல்லிட்டு கேடினா எனக்கு கரெக்ட்டா தெரியல நம்ம அத பத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட்ட சொல்லல சோكي गाइस அதுக்குப்புறம் பாக்க ப்ரோ சீன் அப்படினு சொல்லிட்டு கேடினா நம்ம கேம் கு இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கும் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன் நீங்க செக் பண்ணி பாருங்க ஜாலியாக இருக்கும் அந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போயிருப்பேன் லைக் குடுத்து கொண்டானே அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டே இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை மட்டும் ஆல் குடுத்து வச்சிங்க அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம நியூ அப்டேட்ஸ் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவென்ட்ஸ் எல்லாம் பத்தின நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அப்படி இந்த வீடியோ பத்தின உங்க फ्रेंड्सஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணீங்க அப்பதான் இந்த மணி ஸ்டூ கோலாபரேஷன் ரிட்டன் வருது. இந்த மாதிரி ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லாம் குடுக்கப் போறாங்க அப்படிங்கிறது உங்க फ्रेंड्सেন্দু தெரிஞ்சுடுவாங்க. சோ, थैंक यू फॉर वाचिंग गाइस. டாப் எஸ்டாடியோ இன் தி சாந்தி. போ. நான் இய லைக் பண்ணிட்டு தரிசா சாதிக்கணும் மச்சான். நீங்க டல்டா சாதிப்பாயா? முடியنا தெரியுமா என்னன்னா நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர வந்தாங்க. உங்க மேல ஒரு நெகட்டிவ்ஸ் வச்சிட்டே இருப்பாங்க உங்களுக்கு இதுதான் வரும் இவ்வளவுதான் வரும் இதுதான் பண்ண முடியும் இதுதான் பண்ண முடியும்னு அத புஷ் பண்ணனும் ட்ரை பண்ண அவ்ளதான். அப்ப விட்டுட்டேன். இப்போ தோணது ஜெயிக்கணும்